வணக்கம் நண்பா நாங்கள் இன்றைக்கு இந்த வீடியோவில் புது குடியிருப்பிலேருந்து முல்லைத்தீவு மட்டும் போகிறோம் ஸோ முதல் வீடியோ பார்த்துருக்கிறாங்களுக்கு தெரியும் நாங்கள் பிறந்தல்லேருந்து முல்லைத்தீவு போகிறது வரையிலான வீடியோ பார்த்து நாங்கள் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வட்டு பழைய போர்கள் நடந்த இடங்கள் இந்த தற்போதைய நிலை என்ன எல்லாம் இந்த வீடியோவில் வரும் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் வாங்குவோம் நாம் வீடியோவுக்கு போகலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு மணியும் அடிச்சுட்டு வாங்குவோம் சிறைநீர்களே வாங்க அப்படியே நாங்கள் முள்ளத்தீவு வட்டுவாகல் பாலம் மட்டுமே இந்த வீடியோவில் போய் பார்க்க போகிறோம் அந்த வட்டுவாகல் பாலம் போகிற இடத்துல மோனியுமெண்ட் ஆஃப் விக்ட்ரி அதாவது வெற்றியின் நினைவு சின்னம் ஒரு இடம் இந்த இடத்துல இருக்குது அதை உங்களை காட்டிட்டு போகிறேன் சரி நாங்க அப்படியே நேரம் நீ எங்கால போவோம் வட்டுவாக பாலத்து கிட்ட போயிட்டு நீ வட்டுவாகல் பாலத்தை சுத்தி பார்ப்போம் இது வந்து முல்லைத்தீவு முள்ளி பிரதேசத்துக்கு அன்பித்து கொண்டிருக்கிறோம் இப்ப பாத்தீங்கன்னா நாங்க நிக்கிற இடம் வந்து முல்லைத்தீவுல இருக்கிற முள்ளி வாய்க்கால் என்ற அனைவருக்கும் தெரிந்திருக்கும் இறுதி யுத்தம் இந்த இடத்துல நடைபெற்றதுன்றது யுத்தம் நிறைவேறி தற்போது எப்படி இந்த இடங்கள் காட்சி அளிக்கிறது என்பதை நான் இதில் பதிவிடலாம் என்று உங்களுக்கு காட்டுறேன் பார்த்தீங்கன்னா எல்லாமே முறைச்சோடி போய் கிடக்கும் இந்த இடமே வீட்டுத் திட்டங்கள் எல்லாம் கொடுத்து வீடுகள் கட்டின ஒரு இடங்கள்ல இந்த காணொலியில் இந்த ரோட்டால போகிற முளைவாய்க்கால் பிரதேசம் வட்டுவாக பாலம் எல்லாம் தற்போது எப்படி காட்சி அளிக்கின்றது என்பதைத்தான் காற்று காட்ட போகின்றேன் இந்த ரோட்டால போயக்க எடுத்த வீடியோக்கள் இருந்த ஸோ அதைத்தான் இதில் பதிவிடலாம்ட்டு பதிவிடுகிறேன் இந்த இடத்தில் நடைபெற்ற இன்னல்கள் அதாவது என்னென்ன நடந்தது என்பதை கூறுவதற்கு இந்த ஒரு வீடியோ பற்றாது எனினும் நான் இந்த இடங்களை மட்டுமே இப்போ காட்டிக்கொண்டு போகிறேன் வேறு எந்த விஷயத்தை பற்றியும் இந்த இடத்துல கதைக்கலை தற்சமயம் முல்லைத்தீவு முல்லைவாய்க்கால் எவ்வாறு காட்சியளிக்கின்றது என்பதை இந்த வீடியோ மூலம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சு வடமாகாணத்திலேயே இருக்கிற மிகப்பெரிய மாவட்டம் முல்லைத்தீவு மாவட்டம் எனினும் இந்த முல்லைத்தீவு மாவட்டத்தில் சனத்தொகையோ இருக்கிற ஆக்களோட எண்ணிக்கையோ தற்சமயம் குறைவாகவே காணப்படுகின்றது எல்லா இடங்களையும் பார்த்தீங்கன்னா வெறிச்சோடி போய் கிடக்குது இடங்களை பார்க்கவே ஆங்காங்கே ஒவ்வொரு வீட்டுத் திட்டங்கள் கொடுத்து ஒவ்வொரு வீடுகள் இருக்குது பயிற்சிகை நிலங்களும் கால்நடைகளும் இந்த இடங்களில் இருந்துச்சு மற்றும்படி பெரிய அபிவிருத்தி என்றது இந்த இடத்துல ஒன்றும் நடைபெறவில்லை ஃபுல்லாக பார்த்து கொண்டு போவோம் முல்லைத்தீவும் முள்ளி வாய்க்கால் பிரதேசத்தை இப்போ நாங்கள் நிற்கிறது வந்து வட்டு வாகல் என்ற பாலத்தில் நிற்கிறோம் சுற்றி வர பாத்தீலா அந்த பீச் சைட் ஜலகடல் அங்கேலாம் நந்திக்கடல்னு சொல்கிறது ஸோ அந்த இடத்துல நிற்கிறேன் இந்த இடத்துல பல பல சம்பவங்கள் நடந்தது அதிலெலாம் நினைவு கூற வேண்டிய தருணம் இதுதான்